வணக்கம் இந்த சார்ட்டில் லைவாக நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஒன்றும் இல்லை இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க இது வந்து அமி ப்ரோக்கர்னு ஒரு சார்ட்டு இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டுருக்கேயே லைவாக மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலிஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி கொடுக்கும் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கால் ஜென்ரேட் ஆகும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் போடுறது உங்களுடைய வேலையாக இது வந்து நாங்கள் இந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவாகவே ஜென்ரேட் ஆகிற மாதிரி லைவ் மார்க்கட்டில் அப்படியே கேண்டில் போயிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கே இப்போ நீங்கள் செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்ற மாதிரி உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஆர்ட்ரு போடுவீங்க இதை மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் இப்போ உங்களால் மேனுவலாக உங்களால் ஆர்ட்ரு போட முடியாது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங்காகவும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹெயின் மெசேஜ் அனுப்புங்க ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் நிறையாவே போட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கு வந்து டேட் வந்து மே டென்த் ஆகுது இப்போ டைம் வந்து ஒரு நைன் ஆகுது ஸோ ஆஃப்டர் நைன் தேர்ட்டி சொல்லலாம் நமக்கு வந்து செல் செல்கால் ஜெனேட் ஆயிருக்கு தான் நமக்கு ரெட் கலர் வந்து ஷோ ஆகுது ஸோ ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ப்ரியஸாக பைக் கால்லருந்து நமக்கு செல் கால்லாக மாறுச்சு அதனால நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வருது அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குதுல அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்குது அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இங்கே தான் நம்ம செல் பண்ணணும் கீழே இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டார்ட் செகண்ட் டாரட் லைனு மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ்ட் லைன் So, daily டெய்லி இந்த சார்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுனா ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே லைவாகவே கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இதை பார்த்து தான் நீங்கள் ஆர்டரே வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு 43-160 ஒன் சிக்ஸ்டியில் செல் கால் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒரு நூற்றி பாயிண்ட் இருக்குது ஒன் பாயிண்ட் இதை எப்படி மூவ் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சுவீ த்ரீ மினிட்ஸ் வெறும் மூணே நிமிஷத்தில் மூணே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டு பிரேக் அவுட் பண்ணுச்சு பட்டு ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை பண்ண முடியல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட் கழித்து ஏழாவது கேண்டில் செவன்த் தான் ஃபஸ்ட் ஸ்டார் அட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ செல் கால் பார்த்தீங்க ஒரு செவன் கேண்டில் செவன் மினிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் பண்ணியிருக்கு ஃப்யூச்சரில் நம்ம கால் வந்தது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இது டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டில் வேணுமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம் நிஃப்டி பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பண்ணலாம் உங்களுக்கு கமாடிட்டி இருக்குன்னா அதுலேயும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஸ்டாக்ஸில் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் அதில் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட் அனலைஸ் பண்ணி சிக்னல் தரும் இந்த சார்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும் ஸோ நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டில் அப்ளை பண்ணால் இதில் கால்ஸ் நல்லாவே ஜென்ரேட் ஆகும் நாம் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் வந்து ரெக்கமெண்டும் பண்ணுறோம் இப்போ நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி புட் ஆப்ஷன் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட்டு ஸோ ஒன் நாட் நமக்கு பைக் கால் வந்துச்சு கால் வந்த செகண்டில் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுனால ஒன் வரைக்கும் ரீச் கொடுத்துச்சு நமக்கு நல்ல ஃபிஃப்டி பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிடச்சிச்சுனே சொல்லலாம் மறுபடியும் தொடர்ச்சியாக ஒரு பேரிஷ் மொமெண்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓ கிளாக் கிட்டக்க ரெண்டு டார்கெட் டைம் அச்சீவ் பண்ணியிருந்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம் இப்போ நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இண்டெக்ஸ் ஆக்சுவலி பேங்க் நிஃப்டின்றது ஃபினான்ஷியல் இண்டெக்ஸு எப்படி ஃபினான்ஸ் நம்ம நாட்டோட ஃபினான்ஸ் எப்படி அதே மாதிரி நம்ம நாட்டோட மூவ்மெண்ட்டும் இருக்கும் இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஒரே மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் காலும் ஆகுது இப்போ எயிட்டீன் நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்துச்சு வந்த செல் கால் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 18254 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பாய்ட் மூவ்மெண்ட் தரக்கு டென் அப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட்டே அச்சீவ் பண்ணிச்சு ஸோ நிஃப்டியில் நமக்கு வந்த கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூவ் பண்ணுச்சு உங்களுக்கு இந்த சாட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ